Hi! எல்லாருக்கும் வணக்கம் வியர் வர்ணா from சிறுமுகை கோயமுத்தூர் district. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தௌசண்ட் புட்டாஸில் இருக்கக்கூடிய சாஃபி சேரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சேரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் செவன் சிக்ஸ் கலர் Half white கலர் இதில் body of சேரீ பல்லு ஒரே கலர்லேயும் blouse மட்டும் contrast கலர்லையும் இருக்குங்க பாடியில் வரக்கூடிய புட்டா பார்த்துட்டிங்க அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வர் டெஸ்ட் ஜெரீல் ஆல்டர்னேட்டிவாக வரும் ஈவன் பிளவுஸ்லையுமே உங்களுக்கு அந்த புட்டாக வந்துடுங்க சின்ன சின்ன சர்க்கிள் புட்டாஸ்ங்க கோல்டு அண்டு சில்வர் டெஸ்ட் ஜெரீலாக ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு வந்துட்ருக்கும் இது வந்து பியூர் சில்க் சாரீங்க வார்ப் அண்ட் வெப்ட் ரெண்டு சைடுமே பியூர் சில்க் த்ரெட் வச்சு நம்ம வந்து வியூ பண்ணியிருக்கோம் அதுவும் கைத்தறியில் நான் ஷோ பண்ண சாரிங்க சாரி நம்பர் செவன் டபுள் சிக்ஸ் ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க் டேக் வந்துருங்க இது பியூர் சில்க்குங்கிறதுனால கட்டாயம் சில்க் ட்ரை வாஷ் மட்டும்தான் பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாதுங்க இப்ப நம்ம செகண்ட் பாக்குறதுமே ஹாஃப் ஒயிட் தான் முன்னாடி பார்த்ததுக்கும் எதுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குங்க முன்னாடி பார்த்தது ஹாஃப் ஒயிட்ல வரும் இப்ப பாக்கிறது எப்படின்னா ஹாஃப் ஒயிட் கொஞ்சம் லைட்டா வந்து பெய்ஜ் டச் இருக்குங்க இதுல வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பார்த்துட்டீங்கன்னா ப்ளூ கலர் சாரியுடைய லென்த்து கண்டிப்பாக சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் இன்க்ளூடிங் ப்ளவுஸ் இருக்குங்க ப்ளவுஸ்டைய லென்த் எபவ் செவன்ட்டி சென்டிமீட்டர் வித் ஆஃப் த சாரி ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் அவ்வூங்க சாரியோடைய பிரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஒன்லி ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும் சேரீ நம்பர் செவன் சிக்ஸ் இந்த சாரீயுடைய கலர் பெய்ஷ் கலர் ஸாரி கலர் பெய்ஷ் கலர் இதல வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா குங்குமம் ரெட் கலருங்க இந்த வீடியோவில் இந்த பேட்டன்ல மட்டுமே தான் நம்ம வந்து சாரீஸ் பார்க்க போகிறோம் மோர் தென் ஃபிஃப்டீன் சாரீஸ் வந்து பார்க்க போகிறேங்க ஸோ ஃபிஃப்டீன் கலர்ஸில் ஒரே பேட்டர்னில் சாரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் ஏதாவது வருது ஏதாவது கலர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அந்த சாரியை கண் புக்கப் பண்ணிக்கலாம் ஸாரீ நம்பர் செவன் சிக்ஸ் எயிட் பார்க்குறது டபுள் ஷேட் கலருங்க வரக்கூடிய பிளவுஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா டார்க் பர்பிள் கலருங்க இந்த சேரீல வரக்கூடிய பிளவுஸ் போர்ஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா டார்க் பர்பிள் கலர் PREPAYMENT OPTION ஆப்ஷன் GOOGLE PAY, PHONE PAY, பேடிஎம் அக்கவுண்ட் ட்ரான்ஸ்பர் ஃபோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் 769, சிக்ஸ் நைன் சாரி நம்பர் செவன் சிக்ஸ் கலர் PINKISH ஆரஞ்சுங்க இதுக்கு முன்னாடி வந்தது PINK AND எல்லோ COMBINATIONல வந்தது இப்போ வர்றது பிங்க் அண்டு ஆரஞ்ச் காம்பினேஷன் இதில் வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்து பேஸ்டல் ப்ளூ கலருங்க லைட் கலரில் இருக்கும் பேஸ்டல் ப்ளூவில் இருக்கும் எல்லா சேரீஸ்லையுமே டெஸ்ட் சரி வந்து கோல்டு அண்டு சில்வர் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டே இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா டூ எக்ஸ்ட்ரா வரும் சேரீ புக் பண்ணும்போதே பே பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய பிரைஸ் சிக்ஸ் கேஷ் கொடுத்து நீங்கள் பார்சல் வாங்கிக்கலாம் இந்த சாரீஸ்ல டெசல்ஸ் போடலங்க ப்ரீ பேமெண்ட் ஆப்ஷன்ல நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்க டெசல்ஸ் போட்டு கொடுக்குறோம் இதே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனில் புக் பண்ணுறீங்கன்னா டெசல்ஸ் போட்டு கொடுக்குற ஆப்ஷன் இல்லைங்க இப்போ நீங்கள் பார்க்கறது பீச் கலர் சாரியுடைய கலர் பீச் கலர் நம்பர் செவன் செவன்டி வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் காப்பர் சல்ஃபிட் ப்ளூங்க நெக்ஸ்ட் சாரீ பார்க்குறோம் சாரி நம்பர் செவன் செவன் இதுமே டபுள் ஷேடு தாங்க இது வந்து pink அண்ட் எல்லோ காம்பினேஷனுங்க இந்த சாரியுமே பிங்க் அண்ட் yellow combinationல டபுள் ஷேட்ல தாங்க இருக்கு dark சாரியுடைய கோட் செவன் செவன் 771 இது வந்து டபுள் ஷேட்ஸ் நிறைய வர்றதுனால நீங்க வீடியோ போட்டோ ரெண்டையுமே பார்த்து கம்பேர் பண்ணி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கலரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சாரி உங்களுக்கு டேமேஜாக வந்தாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரி இல்லாமல் வேறு சேரீ வந்தாலோ தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ ஒரே வீடியோவாக இருக்கணுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது செவன் செவன் வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் காப்பர் செல்ஃபேட் ப்ளூ பாடி ஆஃப் சேரின்னு பார்த்துட்டீங்கன்னா மஸ்ட் எல்லோ கலர் கலருக்கோ குவாலிட்டி இஷ்யூஸ்க்கோ அண்ட் ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ கண்டிப்பாக ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ வீடியோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து பியூர் சில்க் சாரிங்க வார்ப் அண்ட் வெப்ட்டு ரெண்டு சைட்லேயுமே வந்து நம்ம பியூர் சில்க்கு தான் வந்து யூஸ் பண்ணி நம்ம வியூ பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டெக்ஸ்டர் இருக்கும் வளவளப்பாவோ அல்லது ரொம்ப பளவளப்பாவோ பாலிஸ்டர் மாதிரி இருக்கவே இருக்காதுங்க பிகாஸ் இது வந்து பியூர் சில்க்கு இப்போ நீங்கள் பார்க்கறது Blouse, beige Body of sari, pallu colour, red colour. Sari 773 கொஞ்சம் டெக்ஸ்டர் வந்து ரஃபாக தாங்க இருக்கும் சாரி நம்பர் செவன் செவன் ஃபோர் ஏன்னா சரி இருக்கு சாரி நம்பர் செவன் செவன் ஃபோர் பாடிப் சாரி பல்லு மெஜந்தா கலர்லேயும் அதோடைய கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் க்ரீன் கலர்லேயும் இருக்குங்க ஆல்கே க்ரீன் கலரில் இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க சிங்கிள் சேரீ கூட நீங்கள் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சேரீ நம்பர் செவன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரீஸ் எல்லாமே ஆன்லைன் மூலமாக மட்டுந்தாங்க புக் பண்ண முடியும் வாட்ஸ்அப் மூலமாக தான் புக் பண்ண முடியும் நேரில் கேட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னால் நம்ம இதை இப்போவே உங்களுக்கு யூடியூப்பில் சேனல்லாம் போட்டுட்ருக்கோம் வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க அண்ட் ஆல்சோ உடனே வாட்ஸ்அப் மூலமாகவும் புக் பண்ணுவீங்க பிடிச்சவங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணுவீங்க ஸோ அப்போ அவங்களுக்கு தான் இந்த சாரீ நம்ம சென்ட் பண்ண முடியுமே தவிர ஷாப்பில் இந்த சாரீஸ் வச்சிருக்க முடியாதுங்க ஸோ ஆன்லைனில் பார்க்குறத நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே புக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தது பர்பிள் கலர் பிளவுஸ் கலர் நான் இருக்கு சொல்லிடுறேன் பல்லுவோம் அதே கலர் தான் இது பியூர் சில்குங்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்டர்ல தாங்க இருக்கும் அண்டு சரி இதில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ரஃபாக தாங்க இருக்கும் இந்த சேரீயில் வரக்கூடிய blouse, பிளவுஸ் அதுவே க்ரீன் கலர் வாட்ஸ்அப்பில் ஸேரீ கோடு சென்ட் பண்ணும்போதே புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அண்டு ஒரே மெசேஜ் போதும் எங்கள் மெசேஜுக்காக வெயிட் பண்ணுங்கள் எங்கள் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்க message பார்க்கும்போது நீங்கள் கேட்ட சேரீ அவைலபிளாக இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் புக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்குறோம் அவைலபிளான்னு மட்டும் கேட்டாலோ அல்லது வெறும் பிக்சர் மட்டும் கேட்டாலோ கண்டிப்பாக வந்து புக் பண்ண முடியாதுங்க புக் பண்ணுங்கன்னு கண்டிப்பாக ஒரு ரிப்ளை இருக்கணும் அண்ட் ஆல்சோ கண்டினியூஸாக நீங்கள் வந்து எங்கள் மெசேஜஸ்க்கு ரிப்ளை கொடுக்கணுங்க ஃபஸ்ட்டு வந்து புக் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரிப்ளை இல்லாமல் மார்னிங் புக் பண்ண சொல்லிவிட்டு ஈவினிங் அந்த சாரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து புக் பண்ண முடியாதுங்க எங்களுக்கு அடுத்தடுத்து ரிப்ளை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்த சாரீ ட்ரிபிள் பாடி அப் சாரி பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்க் ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பேச் கலர் நெக்ஸ்ட் சாரி பார்த்துடலாம் சாரி நம்பர் செவன் இந்த 1000 போட்டா சாரி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து எவ்ரிடே என்கொயர் பண்ணுறீங்க அண்ட் எப்போ அப்டேட் போட்டாலுமே வந்து நிறைய பேர் இதை நிறைய ரீஸ்டாக் பண்ணுங்கன்னு கேட்டுருந்துருக்கீங்க ஸோ உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக இப்போ மோர் தென் ஃபிஃப்டீன் கலர் சேரீஸில் வந்து காட்டிட்டு இருக்கோம் இப்போ கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பார்த்தீங்க ராமர் கிரீன் கலரில் பாடி ஆஃப் சாரி பார்த்துட்டீங்கன்னா இங்க் ப்ளூ கலர் தாங்க இந்த புட்டாஸ் தௌசண்ட் புட்டாஸ் பொறுத்த வரைக்கும் உள்ள போக போக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாகுங்க ஸாரீ நம்பர் 779 செவன் நைன் சாரி நம்பர் டபுள் இந்த சாரியுடைய கலர் பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கு ப்ளூ அண்ட் வயலட் காம்பினேஷன்ல இருக்குங்க வயலட் கலர் ஆட் ஆன மாதிரி இருக்கும் இதோடைய கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பாருங்க பேஸ்டில் ப்ளூ தான் ரொம்ப லைட்டா இருக்குங்க இந்த சாரீஸ் எல்லாமே வார்ப்பு அண்ட் வெப்ட் ரெண்டுலயுமே பியூர் சில்க் த்ரெட் வச்சுதாங்க நம்ம வியூ பண்ணிருக்கோம் அதுவும் ஹேண்ட்லூம் மேய்டுங்க கைத்தறையில் நெசவ் பண்ணியிருக்கோம் சிறுமுகை அண்ட் சிறுமுகை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நெசவு செய்யப்பட்டதுங்க இந்த ஒவ்வொரு சாரியுமே இந்த சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட தான் வருது பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் 6,700 தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தேங்க்யூ தேங்க்யூ ஃபார்